வணக்கம் இன்ட்ராடே கால்ஸ் நிறைய பேர் கால்ஸ் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க இந்த சார்ட்டில் உங்களுக்கு சிக்னல் மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் எப்படின்னா இது வந்து ஒரு அமி புரோக்கர் அப்படின்னு ஒரு சார்ட் இந்த சாட்டில் நாங்கள் வந்து சிக்னல் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருவோம் இது லைவ் மார்க்கெட்டில் என்ன பண்ணுன்னா மார்க்கெட் மூவ் பண்ணிக்கிட்டுருக்கே இல்லையே கால்ஸாக நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேங்க் நிஃப்டி ஒன் மினிட் சார்ட்டில் இன்றைக்கி ஏப்ரல் டுவெண்ட்டி ஒரு Friday மார்க்கெட்டில் 1130 தேர்ட்டிக்கு பார்த்திங்கனா ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகுது கால் வரையில் பாருங்க, red colorல நமக்கு சிக்னல் கொடுக்குது ஸோ ட்ரெண்ட் மாறும்போது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகிற மாதிரி செட் பண்ணியாக வச்சுருக்கோம் இப்போ நமக்கு செல் கால் போயிட்டே இருக்கும் அது ட்ரெண்ட் மாறுது அப்படின்னா பைக் கால் ஆகுதுன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஓப்பன் பாயிண்ட்டு தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன் மேலே இருக்கிறது ஸ்டாப்லெஸ் லைன் ஃபர்ஸ்ட் டார்டட் ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது ஒன் நாட் பாயிண்ட் இருக்குது செகண்ட் ஆர்ட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும் அந்த ஒன் மினிட் கேண்டில் நல்லா ஸ்கேல்பிங் பேசிஸில் பார்க்கலாம் நல்ல நுணுக்கமாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே வரும் மார்க்கெட் வந்து இப்போ டக்குன்னு கீழே இறங்குது அப்படின்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சு நமக்கு ஒரு செல்காலாக ஜென்ரேட் ஆகும் அதே இப்போ மேலே போயிட்டே இருக்கில்ல அப்பர் சைட் பிரேக் அவுட் ஆனால் பைக் ஆல்னு சொல்லிட்டு வரும் கால் வரையில் பார்த்தோன்னே எல்லாேருக்கும் சிம்பிளாக புரிகிற மாதிரி கேண்டிலுடைய கலரே சேஞ்ச் ஆகிட்டு என்ட்ரி எங்கே எடுக்கலான்னு அந்த ரெட் கலர் கேண்டில் வந்து ஸ்ட்ரைட் ஒயிட் கலர் லைனாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி கிளியராக எங்கே என்ட்ரி எடுக்கலாம் எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும் கால் ஜென்ரேட் ஆகி ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு மார்க்கெட் ஃபஸ்ட் ஆர் அட் ரேஞ்ச்கிட்ட வந்துச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூமெண்ட் கொடுத்துச்சு அடுத்த கொஞ்ச நேரத்தில் நல்லா டவுன் சைட் இறங்கி ஃபர்ஸ்ட் டார்ட்டை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு 42,199ல வந்த கால் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் நைன்ட்டி த்ரீயை ப்ரேக் அவுட் பண்ணியிருக்கு ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் கிட்டக்க மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு கமிங் வீக் மந்த்லி ஆப்ஷன் எக்ஸ்பரி ஆகுது ஸோ ஃபார்ட்டி புட் ஆப்ஷன் பார்க்குறோம் இந்த புட் ஆப்ஷன் வந்து டூ சிக்ஸ்டி ஃபோரில் பை கால் ஜென்ரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆனது த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் ஆயிருக்கு நல்ல ஒரு அடுத்த மணி ஆப்ஷன் நல்லா எக்ஸ்பைரிக்குன்னு ஒரு வாரம் இருக்குது அதனால் நமக்கு நல்ல ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் டேரக்டாக இந்த மாதிரி ஆப்ஷன் சார்ட் பார்த்துட்டு இதில் வர கால்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துட்டு அதில் என்ட்ரி வரையிலே எந்த ப்ரீமியம் பிடிச்சிருக்கோ அதை பே பண்ணி ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் சார்ட்டோட பிளான் டீட்டெயில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்கள் டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ